ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வி ஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான த்ரெட் ஒர்க் பண்ண அதாவது நோ சரிஸ் ஆஃப் சரீஸ் உடைய கலெக்ஷன்ஸ் தாங்க லிமிடட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு வாங்க ஒவ்வொரு சரியாக நம்ம பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ப்ளூ கலர் அதாவது பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ பாடி எல்லோ கலருங்க மேங்கோ எல்லோ ஃபுல்லாமே த்ரெட்டு ஒர்க்கு தாங்க ஜரி யூஸ் பண்ணல ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ்லேயுமே அதே த்ரெட் ஒர்க் வந்துருக்கும் பிங்க் கலரில் பாடியில் என்ன ஒர்க் வந்திருக்கோ அதே வந்து ப்ளவுஸ்லேயும் வருங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் ப்யூர் சில்க் கம்மிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைடு பாடி ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க இந்த த்ரெட்டு வந்து உள் சுற்றுல மட்டும் வராதுங்க மத்தபடி ஆல் ஓவர் த பாடி இந்த த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக இருக்குங்க இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி ஐயாயிரத்தி நானூறு மட்டுமேங்க நிறைய பேர் வந்து இந்த நோசரி த்ரெட்ஸு சாரீ கேட்டிருந்ததுனால நம்ம உங்களுக்காகவே நியூ டிசைன்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது பாட்டில் க்ரீன் அண்ட் கோல்டன் எல்லோ அதாவது மஸ்டர்ட் எல்லோன்னே எக்ஸாக்டாக சொல்லலாம் பழுவண்ட் ப்ளவுஸ் வந்து மஸ்டர்ட் எல்லோங்க பிளவு பிளவுஸ்ல இது பாருங்க இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இது புட்டா மட்டும் இதுல பிளவுஸ் புட்டா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எக்ஸாக்ட் கலருங்க வீடியோல போர்ஷன்ல பார்க்கறது எக்ஸாக்ட் கலர் வரும் சேம் டிசைனில் நெக்ஸ்ட்டு சாரீ நம்ம பார்த்துட்ருக்கோம் ராணி பிங்க் அண்ட் கோல்டன் எல்லோ அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னால் அதே தாங்க மஸ்ட் எல்லோ மாதிரி இருக்கும் பாடி ராணி பிங்க் கலர் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு தாங்க சேம் அதே டிசைனில் தான் நமக்கு பாடி கலர் மட்டும் என்ன பண்ணிருக்குன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பேக் சைட் பார்க்குறீங்க எல்லாமே சாஃப்ட் சில்க் சேரீஸுங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீங்க ஸாரீ வந்து தின்னாக தாங்க இருக்கும் ஃப்ரெஷ் எப்பவுமே தடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய ஃப்ரெஷ் சாரீஸ் எப்போவுமே லிட்டில் ஸ்டிஃபாக இருக்குங்க நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அதை ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மியாகும் இப்போ நம்ம பார்க்குறது லாஸ்ட் டைமு இதே கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் அப்போவுமே இந்த சேரீ வந்து மோஸ்ட் வாண்டடாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதோடைய செகண்ட் பீஸ் தாங்க இது கிரே கலர் பாடி பலுவன் பிளவுஸ் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் பாடியில இருக்குங்கேஷனுக்காக நீங்க தாராளமா வாங்கலாம் சப்போஸ் இப்பவும் வாங்க முடியல அப்படின்னா வரி பண்ணிக்காதீங்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ்ல நம்ம நிறைய நிறைய டிசைன்ஸ்ல சாரீஸ் வந்து வந்துட்டேதான் இருக்கும் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்காகவே மெயினா வர்ணான்னு சொல்கிற மாதிரி நிறைய வர்ணங்களில் நிறைய சாரீஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த மாதிரி எங்ககிட்ட ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறையவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த பாடி கலர் வந்து வயலட் கலருங்க பலன் ப்ளவுஸ் மஸ்ட் எல்லோ இந்த ப்ளவுஸில் எல்லாத்துலேயுமே இந்த புட்டா ஒர்க் இருக்குதுங்க த்ரெட் ஒர்க் இருக்குது ப்ளைனாக இருக்காதுங்க இப்போ நம்ம பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய நோசரி ஒர்க்கு சரி புட்டா வந்து த்ரெட்டு பழுவில் வரக்கூடிய எதுவுமே த்ரெட்டு ஒர்க் தான் சேம் மஸ்ட் எல்லோ தான் இதில் வந்து ப்ளவுஸ் வந்து பிளைனாக இருக்குங்க வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சரி நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு தடவை பிக்சர் அனுப்பி புக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் மெசேஜஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிங்கன்னா அது பின்னாடி போயிடும் அப்போ எங்கள் கிட்டேருந்து ரிப்ளை வர்றது லேட்டாக வருங்க இது ஒரு அனதர் டைப்புங்க இப்போது இந்த இந்த டைப்பில் நீங்கள் நம்ம சேனல்லையே நிறைய தடவை த்ரெட் ஒர்க் டூபியான் ஒர்க் அப்படின் சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க டூபியான் த்ரெட் ஒர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து இடையில் அந்த ஸ்ட்ரைப்ஸில் டார்க்காக இருக்கக்கூடியது தான் டூபியான் சில்க் த்ரெட்டு தாங்க அண்டு புட்டா எல்லாமே த்ரெட்டும் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம் எஸ்பெஷலி இப்போ என்ன நம்ம அதில் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோன்னா கீழே மட்டும் கொஞ்சம் மேலேயும் கீழே வந்து கான்ட்ராஸ்ட்டாக வர மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு சாரீங்க இனி இதில் வந்து இன்னும் நிறைய சாரீஸ் வரும் உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான் நாங்கள் இதில் அதிக ப்ரொடக்ஷன் பண்ணுறதா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் டிசைன் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பர்பிள் ப்ளவுஸ் பாட்டம்லையும் பர்பிள் கலர் தான் பாடி கிரே கலர் இது வந்து பிளாக் கலர் காம்பினேஷன் வந்ததினால பாடியில் ஃபுல்லாக பிளாக் கலர் த்ரெட் கண்டிப்பாக தெரியுங்க ஸோ பிளாக் கலர் த்ரெட் தெரிஞ்சாலும் பரவாயில்ல இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட புக் பண்ணிக்கலாங்க எல்லா சேரீயுமே ஓப்பன் பண்ணி காட்டியாச்சு நான் ஃபுல்லாக இங்கே வச்சுருங்க இந்த சேரீஸ் கூட கண்டிப்பாக சில்க் மார்க் சர்டிஃபிகேஷன் வந்துடும் சில்க் மார்க் லேபிள் வந்து பியூர் சில்க்கு மட்டும்தான் வைக்க முடியுங்க மேடம் ஸோ இது எல்லாமே ப்யூர் சில்க் சாரீஸ் Thank you, thank you for watching.